ஹலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நீர் யானை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வாயைப்லந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட சண்டைக்கு தயார்னு அர்த்தம் இதை நான் தலை குனிஞ்சு மண்டி போட்டேன்னா சமாதானத்துக்கு தயார்னு அர்த்தம் என்னடா டைலாக்லாம் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா நீர் யானை அப்படி தான் செய்யுமா இதை பற்றின சிறப்புகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுமாரி விலங்குகள் பறவைகளை பற்றி சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நீர் யானை ஆங்கிலத்தில் ஹிப்பபாட்டமஸ் அப்படிம்பாங்க ஹிப்பபாட்டமஸ் கிரேக்க மொழியில் நீர் குதிரை என்ற ஒரு பொருள் இருக்குது இப்போ நிலத்தில் வாழ்கிற யானைக்கு அடுத்தது அதிக இடையுடையதுன்னா இந்த நீர் யானை ஆண் பார்த்தீங்கன்னா ஆண் நீர் யானை ஆயிரத்தி அறநூறுலேருந்து மூவாயிரத்தி இரநூறு கிலோ வெயிட்ருக்கும் பெண் நீர் யானை வந்து ஆண் நீர் யானைய விட கொஞ்சம் சிறியதாக இருக்கும் அது வந்து அறநூறு கிலோலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ இருக்கும் இதோட உடல் அமைப்புன்னு உயரம் வந்து ஆறு அடி நீளம் வந்து பதினஞ்சு அடி இருக்கும் இதோடய வாளோட நீளம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி இருக்கும் இதோட உடல் வந்து பெருசாக இருந்தாலும் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் இது வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது ஆண்டுகள் வந்து உயிர் வாழும் அடுத்து இதோடய பூர்வீகம் அப்படின்னா ஆப்பிரிக்கா வனப்பகுதியில் தான் இது வாழுது இது வந்து ஒரு பால் குட்டி போட்டு பால் கொடுக்கும் இது வந்து தாவரம் இலை பழங்கள் இதெல்லாம் சாப்பிடும் இது வந்து ஒரு தாவரம் உண்மை இது வாழும்போது கூட்டமாக தான் வாழும் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நாற்பது நீர் யானை இருக்கும் இது வந்து நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் அப்படி இருந்தாலும் பெரும்பாலும் இது வந்து நீரில் தான் இருக்கும் அந்த நீரில் இருக்கும்போது அதோட உடலெலாம் நீர் உள்ளே மூழ்கி இருக்கும் அதோடய கண் காது மட்டும் வெளியில் இருக்கும் இது வெளியில் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கெலாம் இது உதவியாக இருக்கும் இது வந்து தண்ணீரில் சுமார் ஆறு நிமிஷம் வந்து மூழ்கி இருக்க முடியும் தலை அப்படி மூழ்கி இருக்கும்போது அதோடய கன்று காது இதெல்லாத்தையும் மூடிக்கும் இதுக்கு வந்து வேரவை சுரப்பி கிடையாது இதுக்கு வந்து வேர்க்காது ஆனால் இதோட தசைப்பகுதியில் ஒரு விசேஷ சுரப்பி ஒன்று இருக்குது அது என்ன பண்ணுன்னா ஒரு எண்ணெய் பசை போன்ற ஒரு திரவத்தை வந்து சுரக்குது இதனால் இதோட உடம்பு பகுதி என்ன ஆகும்னா வறண்டு போகாமல் இருக்கும் எப்பயுமே வறண்டு போகாமல் எண்ணெய் பசியோடு இருக்கும் அதுக்கு தான் இந்த சுரப்பி வந்து உதவுது அடுத்து வசிப்பிடம் சம்மந்தமாக ரெண்டு ஹிப்பப்பட்ட மசில் சண்டை வரும் அப்போ வந்து வாயை புழக்கும் வாயை பிளக்குறது வந்து தொண்ணூறு சிஎம்லேருந்து நூற்றி இருபது சிஎம் வரை இருக்கும் அந்த அளவு அதாவது ரெண்டு நீரியாக நிற்கிதுன்னா ஒரு நீர் ஆன வாயை பொலந்து பார்த்துச்சின்னா நான் சண்டைக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் எதுக்கு இருக்கிற நீர் யானை குனிஞ்சு மண்டி போட்டுச்சுன்னா சண்டை வேணாம் சமாதானத்துக்கு போய்டும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அதுவும் அதுமாரி செய்யாமல் வாயை பொலந்து பார்த்துச்சின்னா ரெண்டும் சண்டைக்கு தயார் அப்படின்னு அர்த்தம் அப்போ ரெண்டும் சண்டை போட்டுக்கும் சண்டை போட்டுக்கும் போது அதோடய முன்பொருட்கள் ரெண்டும் இருக்கும் அதனால தான் குத்திக்கும் மோதிக்கும் சண்டை போட்டுக்கும் அதோட முன்பொருட்கள் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆயில் முழுக்க வளரக்கூடியது அது வளர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த நீர் யானைக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த வளர்ச்சி எப்படி குறைக்குதுன்னா இது தாவரங்களை சாப்பிடும்போது மேல் தடை மற்றும் கீழ்தடை இதை ரெண்டு தாலையும் தான் அதை வந்து நல்லா சாப்பிடுது அரைச்சி சாப்பிடுது அப்படி அதை மென்று சாப்பிடும்போது இந்த பல்லோட வளர்ச்சி வந்து ஓரளவு குறைஞ்சி இருக்குது அதனால தான் இந்த பல் வந்து ரொம்ப வளர்ச்சி இல்லாமல் ஓரளவு வளர்ச்சியோடு நின்றுடுது அடுத்து பார்த்திங்கன்னா இது நீர்நிலையில் உள்ள தாவரத்தை பகலில் சாப்பிடுவோம் இரவில் பார்த்திங்கன்னா கரையோரங்களில் இருக்கிற மற்ற உணவு அதாவது இலை தழை பழங்கள் இது எல்லாத்தையுமே சாப்பிடும் ஒரு நாளைக்கு பார்த்தா அறுபது கிலோ உணவு வந்து இது சாப்பிடுது நீர் யானை குட்டி போட்டுச்சுன்னா அதில் குட்டி வந்து நாற்பத்தஞ்சு கிலோ வெயிட்ருக்கும் அது பிறந்த உடனே நீந்த ஆரம்பிச்சிடும் நாலுலேருந்து ஆறு வாரத்துக்கு வந்து தாய்ப்பால் தான் குடிக்கும் அதுக்கும் நீருக்கு அடியிலே குடிக்கும் அது மட்டும் இல்லை இதை வசிக்கும் போது ஒரு வட்டம் தான் வசிக்கும் அதாவது குட்டி யானை வந்து நடுப்புரை விட்ரும் அதை சுற்றி வட்டமாக தாய் யானை மற்ற இளநீர் யானை அப்படி அதாவது தாய் நீர் யானையும் மற்ற இளம் நீர் யானை சுற்றி இருக்கும் வெளியில் வந்து ஆண் நீர் யானை இருக்கும் இதுங்களுக்கு பாதுகாப்புக்காக எதுவும் வந்து இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அது வந்து பாதுகாப்பாக இருக்கும் வெளியில் இந்த நீர் யானையில் இன்னொரு வகை இருக்கு அது பேர் வந்து பிக்மி அது வந்து குள்ளமாக இருக்கும் யானை அது வேணால் குறைந்த நேரம் தான் தண்ணீரில் வாழும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நீர் யானை பற்றின வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரு நினைக்கிறேன் உங்களுக்கு நீர் யானை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்